மத்திய அரசிடமிருந்து ஏர் இந்திய விமான சேவை நிறுவனம் அதனை நிர்விய நிர்வாகத்திடமே மீண்டும் சென்றுள்ளது வியாழக்கிழமை என்று டாடா குழுமத்திடம் ஏர் இந்தியா நிறுவனம் முறைப்படி ஒப்படைக்கப்பட்டது இதையடுத்து ஏர் இந்தியா நிறுவனத்தின் மீதும் ஏர் இந்தியாவில் பயணிக்கும் பயணிகள் அதன் சேவை மீதும் பல எதிர்பார்ப்புகள் எகிரியுள்ளது அதில் முதல் துவக்கமாக வெள்ளிக்கிழமை காலை முதல் ஏர் இந்தியாவின் அனைத்து விமானங்களிலும் பயணிகள் அனைவரும் ஏறிய கதவுகள் மூடப்பட்டதும் ஏர் இந்தியா நிறுவனம் டாடா குழுமத்துடன் இணைந்தது தொடர்பான மகிழ்ச்சியின் அறிவிப்பை வெளியிட வேண்டும் என விமானிகளை செயல்பாட்டு துறை கேட்டுக் அதன்படி ஏர் இந்தியா விமானத்தில் பயணிக்கும் பயணிகள் வரவேற்கப்பட்ட விமானிகளின் இந்த ஒளி ஒலிக்கிறது அன்பான விருந்தினர்களே இது உங்கள் கேப்டன் பேசுகிறேன் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க விமான பயணத்துக்கு உங்களை வரவேற்கிறோம் இது ஒரு சிறப்பு நிகழ்வை குறிக்கிறது ஏர் இந்தியா எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு இன்று அதிகாரபூர்வமாக டாடா குழுமத்தின் அங்கமாகிறது ஒவ்வொரு ஏர் இந்திய விமானத்திலும் புதிய அர்ப்பணிப்பு மற்றும் ஆர்வத்துடன் உங்களுக்கு சேவை செய்ய நாங்கள் எதிர்நோக்குகிறோம் இந்த பயணத்தில் நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் என்று நம்புகிறோம் நன்றி என விமானிகள் குறிப்பிடுவார் மிகவும் ஆச்சரியத்துடன் இந்த அறிவிப்பை கேட்கும் பயணிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கிறார்கள் அவர்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்க இது போதுமா மேலும் பல சேவைகளை மேம்படுத்த ஏர் இந்தியா நிர்வாகம் முடிவு செய்துள்ளது அதன் துவக்கமாக விமான பயணத்தின் போது அளிக்கப்படும் உணவுகளில் புதிய பண்டங்களை சேர்ப்பது சேவையை மேலும் இனிதாக்குவது போன்ற விஷயங்கள் படிப்படியாக அறிமுகமாக உள்ளன சுமார் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு உள்ளூர் விமான சேவையில் பொருளாதார பிரிவில் பயணிக்கும் பயணிகளுக்கு அசைவ உணவு வழங்கப்படுகிறது இனி உணவு பட்டியலில் அசைவ சாப்பாடும் இடம்பெறும் மேலும் இறால் உட்பட கடல் உணவுகள் சர்வதேச விமானத்தில் பயணிக்கும் முதல் வகுப்பு பயணிகளுக்கு வழங்கப்படவிருக்கிறது அது பழச்சாறு உள்ளிட்ட சில புதிய உணவு பண்டங்களும் உணவு இடம்பெறவிருப்பது ஏர் இந்தியா பயணிகளுக்கு நிச்சய மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் முதற்கட்டமாக வேளக்கமை முதல் புதிய உணவுப் சில குறிப்பிட்ட விமான சேவைக்கு மட்டும் அறிமுகப்படுத்தப்பட்டது இது படிப்படியாக ஓரிரு நாள்களில் அனைத்து விமான சேவைக்கும் அறிமுகமாகும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது